சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெண்ணுங்கிறது பத்து இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெண்ணை மட்டும் கொஞ்சம் அமைக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச சப்ப ஒரு நூறு சர்க்கரை வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆர்வம் நண்பர்களே வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்